ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது மதுரையில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய கறி தோசை எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கறி தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் கீமா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டே த்ரீ டேபிள் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் சுத்தமான மரச்சக்கன் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் தோசைக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆயில் ஹீட் ஆனோன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி இருந்தால் தான் வந்து கிரேவிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அப்போ தான் நல்லா ஈஸியாக வதங்கி நம்மளுக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நம்ம இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இதில் ரெண்டு குட்டி தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா மசியணும் அது வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம வந்து மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் pepper பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இது கூட நல்லா குட்டி குட்டியாக கொத்தி வச்சுருக்கிற கொத்துக்கறியை வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மசாலா ஃபுல்லாக தான் சிக்கனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் சிக்கனில் இருக்க வாட்டரை வச்சு அது வந்து நல்லா குக்காகும் இப்போ அதை மூடி வச்சு மூடி கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் நல்லா குக்காகி வந்துருச்சு அட்லாஸ்ட் நம்ம வந்து கொத்தமல்லி இலை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தோசை போட ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும் ஒரு மூணு முட்டை வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம இப்போ சைடில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தோசை தோசைக்கல்லை வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து எண்ணெயை வந்து லைட்டாக தடவி லைட்டாக தடவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தோசமாகவும் ஊற்றிக்கோங்க ஊற்றி நம்ம எப்போது நார்மலாக தோசை சுடுற மாதிரி சுட்டுக்கலாம் சுட்டுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் வந்து கொஞ்சமாக முட்டையை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஸ்ப்ரெட் பண்ணி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க முட்டை வந்து லைட்டாக செட்டில் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா செட்டில் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க சிக்கன் கிமாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அந்த தோசைக்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாக நல்லா தோசைக்கு மேலே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஈவனாக லைட்டை அப்படி அழுத்தி விட்டுக்கணும் அப்போ தான் வந்து விழாமல் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் வந்து தோசை நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம் ஏன்னா வந்து முட்டை வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லைனா வந்து ஹாஃப் பாயில் மாதிரி இருக்கும் நம்மளோட கறி தோசை ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக வந்துருச்சு இந்த ரெசிபி வந்து மதுரையில் தான் ரொம்ப ஃபேமஸ் அதுக்காக நம்ம வந்து இங்கேருந்து அங்கே போய் நம்ம சாப்பிட்டு வர முடியாது அதனால் இந்த ரெசிபி நம்ம வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனால ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோடய சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து சேரும்